விடப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஏய் தெரிஞ்சே பேசுறா நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற நீ ஏன் என்ன கோவப்படு நீ வேணா சந்தைக்கு வரேன் பாரு நீ வேணா சந்தைக்கு வாடா நீ வேணா சந்தைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்ற அந்த மூஞ்சி எங்கடா வாங்களா நீ ஏய் உன்னை தாடா கேக்குறேன் டேய் இங்க பாரு உன்னை தாடா உன்னை தாடா டேய் முதல்ல அந்த கண்ண சிமிட்டற நிப்பாட்டு சிமிட்டல நிப்பாட்டு கிரா